Hi, welcome to my channel. I am going to show you how I am doing this video. I am going to show you how I am going to show you. ரூம் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கும் அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி போர்வை எல்லாம் அடித்து போட்டு குளிர் நாட்டில் கட்டாயம் நாங்கள் நீட்டாக இருக்கும் இப்போ அதை நாங்கள் ஃப்ரெஷ்ல பறவைக்கு கட்டாயமும் நாங்கள் ஜன்னல் வேலை துறந்து விடணும் ஒரு குறிப்பிட்ட அதுக்கு பிறகு நாங்கள் குளிர் ஆகலும் குளிர்ண்டா ஒரு மாத்தியாத பிறகு நாங்கள் மூடி அல்லது அப்படி துறந்து விடாட்டி நீங்கள் கரையில் பார்த்தீங்களா தண்ணீர் எல்லாம் இருந்து அந்த எண்ணெய் அளவில் வலை வெள்ளை பழுகாப்பை வச்சு அதில் அவங்க துடைச்சி விடுவணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்மினா இருக்கு தள்ளுத்து டிமன் கழுவி அவங்க வேலையெல்லாம் அடித்து ஒரு நூறு பேருக்கு கேக் செய்கிற ஆளு ஆர்டர் வந்தது அப்போ அதை நான் செய்கிறதுக்கு நேற்றையே நான் எல்லாம் அடித்து வச்சுட்டேன் அப்போ க்ரீம் மட்டும் மேலால் போடணும் அப்போ அந்த க்ரீம் போடுறது செய்ய வேண்டியிருக்குதுண்டாக்கி அதோடுண்டாக்கி விடிய ஹோல் வீடெல்லாம் கூவர் பிடிச்சி க்ளீன் பண்ணுற வேலை இருந்த அப்போ அதெல்லாம் டக்குன்னு முடிச்சு போட்டு கேக் அளவில் தொடங்கினான் இது சாக்லேட் கேக் அப்போ அது சாக்லேட் கேக்குக்கு க்ரீம் போடுவானு சாக்லேட் க்ரீம் தான் போடுறோமேல அதோட பிளாக் மேஜிக்கும் செய்தே அதோட வெனிலா கேக்கும் ஃபஞ்ச் கேக்கும் செய்த அப்போ அதுக்கு உள்ளுக்கு நடுவுக்குள்ள ஸ்ட்ராபெர்ரி க்ரீம் போடுவேன் பண்ணிட்டு ஸ்ட்ராபெரி க்ரீம் செய்து நடுவுகளால் போட்டு மேலால் க்ரீம் பூசினேன் அதோட உண்டாக்கி பார்த்தீங்கன்னா மாற்ற வச்சு குழாம்பு உண்டாக்கி விட்ட அவிச்சே நான் சின்ன பிள்ளைகளுக்கு அதோட கீரை கறி வச்சு நான் அதான் தேசிக்கப்படி கீரைக்கு விட்ட நல்லாயிருக்கும் கட்டாயம் விடணும் கீரைக்கி விட்டுட்டு உண்டாக்கி சாப்பாடு சின்னாக்களுக்கு நேற்றை செய்வதேசேனியா இருந்தது அப்ப அதே சேனியா வந்து சூடாக்கி கொடுத்தனா பெரியாக்களுக்கு சொல்றோம் எப்படியே மத்தியான சாப்பாடு முடிஞ்சது அப்ப இரவுக்கு நான் வடையும் சம்பளம் செய்கிறதுக்கு முதலையும் உளுந்து ஊறாக போட்டோன்னா அப்போ வச்சு நான் வடை சுற்றி வந்து நல்லா வச்சாச்சு வெங்காயம் பிளக போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து போட்டு நாங்கள் ஒரு அரை மாற்றியாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோங்கன்னா சில நேரம் தண்ணியாக இருந்தாலும் கட்டி தண்ணியாக வந்துடும் வடை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வடை சுட்டாச்சு சம்பளம் அதுக்கு இறச்சி போட்டு பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சாம்பல் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை மிளகாய்னா கை இல்லாதபடியே நான் செத்த மிளகாயெல்லாம் சம்பளம் இறச்சுண்ணே பார்த்தீங்கன்னா நல்லா மொர மொரண்டிருக்கு அப்புறாக எல்லாம் முடிச்சுட்டு இட கிளீன் பண்ணுறா வேற எல்லாம் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி அதெல்லாம் கிளீன் பண்ணி நாங்கள் உடனே கிச்சினை நிலத்தையும் மூஃப் பண்ணி விட்டால் ஒட்டாது என்ன நாங்கள் சாப்பாடு வசிக்கல அதெல்லாம் எல்லாம் சிந்தி இருக்கும் பிறகு ஒட்டி எல்லா இடாவும் போகும் உடனே நாங்கள் எல்லாத்தையும் மூஃப் விட்டோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அப்படித்தான் நாள் முடிஞ்சது இன்னும் வீடியோ குளிப்போம் சந்திப்போம் பாய்